ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கைமட்டூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஆல் செல்ஃப் கிராண்ட் ஒர்க் சாரீஸ்ங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ 227 செவனுங்க டூ ட்வெண்ட்டி செவன் ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் சாரீங்க அதாவது பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி யூஸ் பண்ணதுங்க சாஃப்ட் சில்க் சாரீங்க கிராண்ட் ஒர்க் இருக்கும் ஆனால் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சேரீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கும் பாடியில் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்லேயுமே உங்களுக்கு பார்டர் மாதிரி வந்திருக்கும் அது ஒரே கலரில் இருக்குது இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டாகவே இருக்குங்க ப்ரைடல் சேரீயாகவும் கூட நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க ரிசப்ஷனுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சேரீஸ் நிறையா வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா வெயிட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்தது பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர் 8500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க 8500 ப்ரைஸ் எயிட் நெக்ஸ்ட் சாரி நம்பர் 228 டுவெண்ட்டி இது எல்லாமே பியூர் silk சாரிங்க ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில என்ன சேவ் பண்ணால் பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் silk mark tag வந்துரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலர் full and full ப்ளூ கலர் கோல்டு டெஸ்டு சரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் டிசைனர் ப்ளவுஸுங்க டிசைனர் ப்ளவுஸ் பாருங்கள் டாப் அண்ட் பாட்டமில் எப்படி உங்களுக்கு பாடியில் வருதோ அதே மாதிரி டிசைனில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வந்துடும் ஸோ இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதே இல்லை வேணால் ஸ்டோன் ஒர்க் வேணால் பண்ணிக்கலாங்க இப்போ ஸேரீயில் உள்ள இங்கே இது வரைக்கும் மட்டும் இன்சைடு எதுவுமே டிசைன்ஸ் இருக்காதுங்க சாரியுடைய உள்ளையும் நான் காட்டுறேன் அதாவது உள்ளே எப்படி இருக்கும் குத்துமா எல்லா த்ரெட்ஸ் ஏதாவது வெளியே வந்திருக்குமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சாரியுடைய ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியுடைய நம்பர் டூ ட்வெண்ட்டி நைன் சாரீ நம்பர் டூ இது வந்து பர்பிள் கலருங்க ஃபுல்லாகவே பர்பிள் கலர் கோல்டு டெஸ்டட் ஜரியில் இருக்குது அண்ட் இந்த சாரியில் வந்து பிளைன் ப்ளவுஸுங்க ட்ரெஸ்ஸஸ் போடலைங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் போட்டு சென்ட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடுங்க உள்சத்துக்கு மட்டும்தான் வராது நான் அதனால தான் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ ஃபுல்லாக இங்கேயும் காட்டுற பாருங்க எப்படி தாங்க இருக்கும் ஸோ உள்ளே வந்து எங்கேயுமே வந்து பிடிச்சி இழுக்காது ஏன்னா அந்த அளவுக்கு டிசைன்ஸ் நெருக்க நெருக்கமாக இருக்கிறதுனால த்ரெட்டு வந்து எந்த இடத்துலேயுமே வராதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் Charges எக்ஸ்ட்ரா வருங்க சேரீ நம்பர் டூ இது வந்து dark violet color, violet ஆனால் டார்க்காக இருக்குங்க நல்லா நாவல் பழம் இருக்கும் ஃபுல்லாக Gold டெஸ்ட் சரி இந்த சேரீயில் வரக்கூடிய பிளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸுங்க உங்களுக்கு இந்த சேரீல பாருங்கள் பாட்டம்லேயும் டாப்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிளைனாக வந்து மாதிரி இருக்கும் கீழே பார்த்துட்டிங்கன்னா டிசைனோட வந்த மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரி மாடலில் தான் ப்ளவுஸும் உங்களுக்கு இருக்குது கோல்டு டெஸ்ட் சரியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணணும் சாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கணுங்க இது உள்ளே இந்த சாரி இந்த மாடலில் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஈவன் கீழே பாட்டமில் வேணாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொலுசில் மாட்டுமாங்கிற டவுட்டு கூட இருக்கலாம் கண்டிப்பாக மாட்டாதுங்க ஏன்னா டிசைன்ஸ் வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு த்ரெட்ஸ் வந்து எதுவுமே வராது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க சாரி நம்பர் டூ இது வந்து ப்ரௌன் கலருங்க இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து வியர் பண்ணுறாங்க அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க சிங்கிள் கலர் எஸ்பெஷலி சிங்கிள் கலர் இருக்கிறது நிறைய பேர் வந்து வியர் பண்ணுறாங்க இதில் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸுங்க ப்ரவுன் கலர் ஃபுல்லாக கோல்டு டெஸ்டு சரி தான் கஸ்டமர்ஸ் ரீசேலர் ஹோல்சேலருக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் கால் அவாய்ட் பண்ணிருங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் சாரீ நம்பர் 232 தேர்ட்டி டூ சேரீடைய லென்த்து பொறுத்து ப பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்கும் வித் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சுக்கு இருக்கும் இது வந்து RED COLOR சாரி வந்து RED கலருங்க இதில் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் டசில்ஸ் எதுமே போடலைங்க இப்போ பார்க்குற எந்த சேரீலையுமே டசில்ஸ் இல்ல உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் நம்ம போட்டு அனுப்புகிறோம் நெக்ஸ்ட் சாரி நம்பர் 233 233 த்ரீ டூ தேர்ட்டி த்ரீ பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி டேமேஜாக உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் வித் அன்பாக்சிங் வீடியோவோட மற்றபடி கலருக்கோ இல்லை குவாலிட்டிக்கோ வந்து எக்ஸ்சேஞ்சோ அல்லது ரிட்டர்ன் பாலிசியோ இல்லைங்க ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பியூர் சில்க் சாரீ தான் கொடுக்குறோம் ஹேண்ட்லூம் மேடு மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் பேரட் க்ரீன் கலருங்க உல்சும் உள்சுத்துக்கு மட்டும் தாங்க பிளைனாக இருக்கும் டிசைன் இருக்காது மற்றபடி பாடியில் ஃபுல்லாகவும் இந்த டிசைன் உங்களுக்கு வந்துடும் சாரீ நம்பர் டூ தேர்ட்டி ஃபோர் இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்குங்க பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி புக் பண்ண சொல்லுங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதாவது இந்த சேரீ வேணும் அப்படின்னு புக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ உங்களுக்கு புக் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ண முடியாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல இது வந்து டிசைனர் ப்ளவுஸ் இந்த சாரியுடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்குதுங்க ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இதில் டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்